வணக்கம் அன்பானவர்களின் உங்கள் செவிக்கான இன்றைய விருந்து ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்துட்டு மாத கர்ப்பிணியாக இருக்கிறான் எதிர்பாராத பழித்து பேசுது இவராசி இல்லாதவ அதிர்ஷ்டம் கெட்டவ அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய திருநாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த அதே நாள்ல அதே நள்ளிரவுல அந்த பெண்ணுக்கு குழந்தையும் பிறக்குது அது ஒரு ஆண் குழந்தை சுதந்திர தினத்தன்று பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு சுதந்திரமாடன் அப்படிங்கிற பேரையும் வைக்கிறாங்க அந்த பெண்ணுக்குள்ள இப்போ ஒரு வயிறாக்கிய வருது நம்மள அதிர்ஷ்டம் கெட்டவர் ஆசை இல்லாதவன் சொன்ன இதே ஊருக்கு முன்னாடி நம்மளுடைய குழந்தைய நல்லா வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அவளுடைய ஆசை நிறைவேறியதா இல்லையா அப்படிங்கறத சொல்ற கதைதான் இந்த கதை உயர் திரு அவர்கள் எழுதிய சுதந்திரமாடன் என்ற சிறுகதையதான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதியன்று நள்ளிரவில் முழங்கிய போது குட்டாம்பட்டியிலும் பண்ணையார் பரமசிவத்தின் சுவர்கடிகாரம் பன்னிரண்டு தடவை முழங்கியது ஊர் சாவடியில் அவர் வைத்திருந்த ரேடியோவில் ஆடுவோமே பாடலோசை அலைகளாக காதில் மோதியபோது போது விடுதலை வீரர்கள் கூடி குழாவிட்டின் பாட்டுகளை எட்டரை கட்டையில் பாடிக்கொண்டிருந்த போது அதே ஊரில் எட்டடி நீலாகல குடிசை வீட்டுக்குள் மங்கம்மா பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தாள் அவள் பிரசவத்தை கவனிக்க குடிமகள் தவிர யாருமங்கில்லை மங்கம்மா கூறையை பார்த்தாள் கண்களிலிருந்து நீரூற்றுப்போல் தோன்றிய கண்ணீர் கண்ணங்களில் விழுந்து அமங்கலமாக இருந்த கழுத்தை நீர்த்தாளிச் சரடாய் சுற்றி மங்களமாக்கியது கற்பிணியாக இருந்தபோது வண்டியில் கருப்பட்டியை ஏற்றிக்கொண்டு கேரளத்தில் உள்ள புனலூர் சந்தைக்கு போன அவள் கணவன் ஏழு மாதங்களுக்கு முன்பு வரை தாலி கட்டிய மனைவிக்கு கையில் மல்லிகை பையில் மிட்டாய்களோடும் திரும்பும் அவள் கணவன் வண்டியில் கிடத்தப்பட்டு கழுத்தில் ஒரு மாலையுடன் இன்னொருவன் வண்டியோட்ட இவன் பிணமாக திரும்பினான் அருதலி ரகையை பாத்தியலா என்றார்கள் இந்திய சுதந்திர தினத்தில் மங்கம்மாவுக்கு அதே நள்ளிரவில் ஆண் குழந்தை பிறந்ததால் உள்ளூர் கிராம முன்சிப் அவள் பையனுக்கு சுதந்திரமாடன் என்று பெயர் வைத்தார் போயம்போய் இந்த அறுதாளி மாவனுக்கு இந்த பேரு உமக்கு மூளை இழுப்பு செய்யிட்டாமச்சா என்று சில மைத்துனர்கள் முன்சிப்பை கோட்டி பண்ணினாலும் பயலுக்கு எப்படியோ சுதந்திரமாடன் என்ற பெயர் நமது சுதந்திரத்தை போல் விட்டது பாரதம் சுதந்திரம் அடைந்ததால் மங்கமாவும் ஓரளவு முன்னேறினாள் குழந்தையை ஆரோக்கியமாக வளர்த்து அவன் அப்பணை மாதிரி அவனுக்கும் சொந்தத்தில் ஒரு வண்டி வாங்கி புனலூர் சந்தைக்கு போகாமல் சீவளப்பேரி சந்தையில் கருப்பட்டி வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தில் பக்கத்தில் உள்ள சட்டாம்பட்டியில் ஒரு ரெட்டியாரிடம் பூந்தோட்டத்தில் உள்ள மல்லிகை இருவாச்சி பூக்களை உதிரியாக வாங்கி வந்து வீட்டிலிருந்து கொண்டே மாலையாக தொடுத்தாள் குட்டாம்பட்டையின் முடிசூடாமனாக விளங்கிய பரமசிவம் அடிக்கடி அந்த ஊரிலும் அடுத்த ஊர்களிலும் விழாக்கள் நடத்தியதால் அவள் நல்ல கிராக்கி அந்த பக்கம் வரும் எல்லா அமைச்சர்களுக்கும் மங்கம்மாவிடமே மாளிகள் வாங்குவார்கள் கூட்டங்கள் கோஷங்கள் கால் கொள் கட்டிட திறப்புகள் முதலியவை சதா இறந்ததால் மங்கம்மாவின் தொழிலுக்கு மதிப்பு ஏற்பட்டது நாட்டில் போடப்பட்ட ஐந்தாண்டு திட்டங்களால் கிணறு வெட்டுவதற்கும் மாந்தோட்டம் போடவும் கோழிப்பண்ணை வைக்கவும் கொடுக்கப்பட்ட கடன்களை வாங்க வேண்டியது ஒரு குடிமகனின் கடமை என்ற நாற்று பற்றான தேசபக்தியின் உந்தலில் பரமசிவம் தானும் வாங்கி சொந்தக்காரர்களையும் வாங்க வைத்து அந்த பணத்தை வைத்தே ஏழை எளியவர்களின் நிலத்தையும் வாங்கி போட்டார் மங்கம்மா சாதாரண பூமாலை விற்பதில் ரோசா பூமாளை விற்கும் அளவிற்கு முன்னேறிய பரமசிவம் கூட்டுற சங்க தலைவரானார் பஞ்சாயத்து தலைவரானார் அவர் மைத்துனர் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியராகவும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராகவும் மாறினார் அப்போது பஞ்சம் வந்தது கூடமே மங்கம்மாவுக்கும் பரமசிவத்திற்கும் தத்த முன்னேற்றத்தில் ஒரு பரீட்சையும் வந்தது அவள் மாளையை விலை பேச ஆள் இல்லை அமைச்சர்களும் அதிகாரிகளும் தலைவர்களும் அந்த பஞ்ச பிரதேசத்திற்கு நுழைவதற்கு அஞ்சியதால் கூட்டங்கள் நடக்கவில்லை மாலைகளுக்கு அவசியமில்லை அதே சமயத்தில் நாட்டின் உணவுப் பொருட்களை சமமாக பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற உன்னத வந்த ரேஷனை பயன்படுத்தி எங்க ஊரு ஏழைங்க ரேஷன் இல்லாட்ட செத்து போயிடுவாங்க என்று சொல்லி பரமசிவம் ரேஷன் கடை வைத்தார் குழந்தைகள் உணவில்லாமல் வயிறு முட்டிய போது அவர் வயிறு முட்டியது ரேஷன் கடையால் பல நன்மைகள் ஏற்பட்டன பரமசிவம் பக்கத்து டவுனில் மரக்கடை வைத்தார் உள்ளூரில் ஜவுளி கடை வைத்தார் தொழிலாள வாங்களுக்கு வயிற்றுக்கு கிடைத்ததோ இல்லையோ கைவேலை செய்ய மரக்கடையும் என்சான் உடம்பில் இருசானையாவது மறைக்க ஜவுளி கிடைத்தன குட்டாம்பட்டியும் நாட்டோடு சேர்ந்து முன்னேறியது அப்படி முன்னேற முன்னேற மங்கம்மாவும் இதர ஏழைகளுடன் சேர்ந்து பின்னேறி பொது கூட்டங்கள் விழாக்கள் மாலைகளை நேசிக்காமல் துண்டுகளையும் பொன்னாடைகளையும் நேசிக்கும் அளவிற்கு பிரமுகர்கள் முன்னேறிவிட்டதால் அவள் கூலி வேலைக்கு போனாள் நடவுக்கு கிடைத்த எட்டனாவை வைத்துக் தன்னையும் தன் மகனையும் தற்காத்துக் கொண்டிருந்தாள் அப்போது சுதந்திரமாடன் ஏழாவது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் மக்காச்சோளத்தை சாப்பிடும் அவனை பெரிய பையன்கள் சோத்து மாடன் அவன் படிப்பில் வேட்டைக்கு போகும் உதிரமாடன் போல் ஆர்வம் காட்டினான் பரமசிவம் மகன் பரிட்சைகளில் கீழே முதலாவது ஆளாகவும் இவன் மேலை முதலாவதாகவும் இருந்தபோது, போது விதி சிரசாசனம் செய்தது பள்ளிக்கூடத்திற்கு போய்கொண்டிருந்த சுதந்திர மாடனை பார்த்த பரமசிவத்திற்கு மனசு கேட்கவில்லை சாய்ந்து கிடந்த அவன் வயிற்றையும் அம்மாவிடம் ஸ்லேட்டு வாங்க காசு கேட்டு கையடி பெற்றதால் கண்ணத்தில் கரையாமல் நின்ற உப்பு நீரையும் பார்த்த அவருக்கு உப்பு அளவு கருணை பிறந்தது அவர் ஆள் நடத்தும் பல்கடையில் இருந்து ஒரு மசால் வடையை அவன் கையில் திணித்தார் பயல் அவரை நன்றி பெருக்கோடு பார்த்த போதுமா என்றார் எனக்கு போதும் நீ சுதந்திர பறந்த பைய பறந்த நாளு சாதாரணமானது இல்ல நீ கூட தொழில் பத்தி நினைக்கட்டா என்னால அர்த்தம் நான் என்னமாமா செய்யணும் ஊர்ல எல்லாரும் படிச்சு டவுனுக்கு போயிட்டா நம்ம ஊரு என்ன வருது இது புரிய பெருக்கணும் உணவை ஏற்றுமதி ஆக்கணும் அதுக்கு சுதந்திர நாள்ல பிறந்த ஓம்பு என்னடா சொல்லு பாப்போம் நல்லா படிக்கணும் வாத்தியார் சொல்றபடி நடந்துக்கணும் தாயிற் சிறந்த கோயில் இல்லன்னு நினைக்கணும் மெத்த படிச்சவன் சுத்த பைத்தியக்காரன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமால படிச்சது போதாதா படிப்பு உழைப்புக்காகவா உழைப்பு படிப்புக்காகவா அதனால பேசாம ஒன்ன மாதிரி பயலுக பேனா பிடிக்கப்படாது ஏற பிடிக்கணும் சிலேட்டுக்கு பதிலா உரமுட்டிய தூக்கணும் உண்மை மாவட்ட படிக்கான் அவன் உருப்படாத பயவ்ல நீ அவன மாதிரியே கெட்டு போகணும்னு நினைச்சா பேஷா படி அம்மாவுக்கு கஞ்சி ஊத்தனும் பிறந்த கிராமத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சா வயல்ல வயல் இல்லையே மாமா அறிவு இருக்காடா என் வய வேற ஓ வய வேறையா மாமா இந்தா இன்னொரு வடை ஏ சோசப்பே நான் சொன்னேமுன்னு அவன் மாசானா கசாப்பு கடையில் அரைச்சேரு கறி வாங்கி இந்த பயக்கிட்ட கொடு வீட்டுக்கு போயி அம்மாவை ஆட்டுக்கறி வைக்க சொல்லி சாப்பிடுல அவளை எதிர்த்து அடிக்க போனான் பிறகு இப்படி வார்த்தைகளை வீசி போட்டான் இனிமே வயல்ல நடவுக்கு போனியன்னா செருக்கி அவள உன்னை கொண்ணுபிடுவேன் இன்னையில இருந்து நான் வேலைக்கு போறேன் ஆட்டுக்கறி வாங்கி வருவேன் சமையல் பண்ணணும் ஊற்றும்போது நீ வாய திறக்கணும் இல்லைன்னா கொண்டு போடுவேன் அதுவும் இல்லைன்னா பட்டணத்துக்கு ஓடி போயிடுவேன் மசால் வடைய ரெண்டு நாளா ஏம்பளை திங்காம வச்சிருக்க திங்கிரியா பம்பாய்க்கு ஓடி போட்டுமா மங்கம்மா அவன் ஓடி போகாமல் இருக்க அழுத வாயுக்குள் மசால் வடையை வைத்தாள் மற்ற பையன்களை போல் தனது மகனும் படித்து வாத்தியாராகி இஸ்திரி போட்ட சட்டையோடு இன்னொரு வாத்திச்சீ கல்யாணம் பண்ணி சுகபோகமாக வாழ வேண்டும் என்று நினைத்த அந்த தாய் இப்போது மகன் எப்படியோ இந்த ஊரில் வாழ்ந்தால் சரிதான் என்று நினைத்தாள் ஒரே பிள்ளை கண்ணுக்கு முன்னாலேயே இருக்க வேண்டும் என்று எண்ணையும் தொண்டைக்குள் விக்கிய மசால் வடை துண்டுகளை தண்ணீரை குடித்து பயிற்றுக்குள் அனுப்பினார் சுதந்திரமாடன் பரமசிவத்தின் வீட்டிற்கு துள்ளி குதித்து போனான் ஆண்டுகள் நிலவப்பட வேண்டும் என்றும் தங்களுக்குள் ஐக்கியப்பட வேண்டும் என்றும் ஊரில் பரமசிவத்தின் ரைஸ் மில்லை திறந்து வைத்து உணவு அமைச்சர் பேசியதை சுதந்திர பிறந்த மடன் கெட்டியாக பிடித்துக் அம்மா இருந்த துக்கத்தை பரமசிவத்தின் மனைவியை அம்மா என்று அழைத்து மறந்தான் அவளும் அட கட்டையில போற அவனே என்று சொல்வதை ஒரு தாயின் நாட்டில் ஒருமைப்பாடு ஏற்பட்டதோ இல்லையோ சுதந்திரமாடன் பரமசிவத்தின் குடும்பத்தோடு ஐக்கியமானான் சமையலறை வரைக்கும் இவன் ராஜ்ஜியம் வீட்டில் ஆள் என்றால் இவனே பாணியை சாப்பாடு போட்டுக் மிளகாய் வத்தல் மூட்டைகளை இவனை வண்டியில் ஏற்றி சந்தைக்கு கொண்டு போய் விற்கலாம் விற்ற பணத்தில் இவனே பரமசிவத்திற்கு எட்டு முள வேஸ்டி வாங்கி வரலாம் இவனை சந்தையில் மஞ்சள் மசாலாக்களையும் லட்டுகளையும் வாங்கி வரலாம் பரமசிவத்தின் மகள் செகண்டரி கிரேடு வாத்தியா ட்ரைனிங் படிக்கும் பத்மாவை இவன் தான் திருநெல்வேலியில் கொண்டு போய் விடுவான் அவள் கூட இவன் மூலம்தான் தன் பிரச்சனையை கல்லூரியில் படிப்பதாக கருதப்படும் பா கிருஷ்ணன் இவனை சரி கட்டிதான் அப்பாவிடம் மோசடி பணத்தை வாங்கி பார்ப்பான் தன் காதலுக்கு கூட இவனை தான் நம்பியிருக்கிறான் ஒரு தடவை பரமசிவம் நான்கு மூட்டை கத்திரிக்காய்களை விலை பேசி அட்வான்ஸ் வாங்கிவிட்டார் அப்போதுதான் வயலில் வந்த சுதந்திர மாடன் கொஞ்சமாவது பின்ன யோசித்து பார்த்தீரா பரமசிவம் சம்மதித்த போது யாரு அந்த முட்டைக்கனை பயலுக்கா ஆழம் பழத்தை அண்ணங்காக்காக்கு கொடுக்கிறதா என்று சொல்லி முறியடித்தான் பரமசிவம் பயலுக்கும் தன் மகளுக்கும் இஸ்தத்துக்கு இருக்குமோ என்று சந்தேகப்பட்ட போது என் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பார்க்கணும்னு எனக்கு தெரியும் உம்மை பாட்டுக்கு கிடக்கும் என்றான் மொத்தத்தில் அந்த வீட்டின் நிர்வாகமே அவன் கையில் வீட்டில் எல்லா இடங்களிலும் சுதந்திரம் வயலில் எந்த பயிரையும் விளைவிக்க சுதந்திரம் எதையும் விற்க சுதந்திரம் எந்த யோசனையும் எங்கும் சுதந்திரம் எல்லாவற்றிலும் சுதந்திரம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாரதியின் பாட்டுக்கு நாயகனாக விளங்கும் அளவிற்கு அளவற்ற சுதந்திரம் பரமசிவத்தையும் சும்மா சொல்லக்கூடாது சுதந்திரின் பேச்சு சுதந்திரத்திற்கும் செயல் சுதந்திரத்திற்கும் வீட்டு சாசனத்தில் உத்தரவாதம் அளித்து விட்டார் அவனுடைய உடல் நலத்தில் அவனை விட அதிக அக்கறை செலுத்தினார் ஒரு தடவை சந்தையில் தக்காளி மூட்டைகளை விற்றுவிட்டு பெற்ற பணத்தில் நோட்டுகளை மடிச்சீலைக்குள் வைத்துவிட்டு சில்லறை நணையங்களை கைகளில் வைத்து குலுக்கிக் கொண்டு ஒரு சிங்கிள் டீயை மசால் வடையின் துணையில்லாமல் குடித்துக் கொண்டிருந்த பார்த்ததும் பரமசிவம் கோபப்பட்டார் சினந்தார் சீரினார் எகிரினார் கடைகில பிரியாணி சாப்பிடறதுக்கு என்ன வந்தது என் பணம் வேற ஒன் வேறயா போல போயி பிரியாணி சாப்பிடல வேணும்னா ஒரு ஆம்பளேட்டையும் சேர்த்து சாப்பிடு டீ குடிக்கிறானா டீ இது இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது கல்லூரிக்காரன் வாத்தியாரம்மாவான பத்மா ஆகியோருக்கு உடன் பிறப்பாய் வயது பரமசிவத்திற்கு ஐந்தாண்டுக்கு முன்பு பிறந்த அவர் மனைவி ஆகியோர் எல்லோரும் கோரப்பாயில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது சுதந்திர அவர்களோடு உட்கார்ந்து உணவருந்தினான் கல்லூரிக்காரன் மாடா கொஞ்சம் உப்பெடுத்துட்டு வா என்றான் உடனே நமது மாடன் காலு ஒடிஞ்சா போயிட்டு போடா போய் உப்ப எடுத்துக்கிட்டு வார கையோட எனக்கும் தண்ணி கொண்டு வா என்றான் பரமசிவம் சிரித்தார் பத்மா புன்னகை செய்தாள் பல சினிமா படங்களில் குணச்சித்திர வேலைக்காரர்கள் உங்க உப்ப திங்கிற நாயினா என்று நெளிந்து குழைந்து ஓரளவு விலகி வினயமாக பேசும் காட்சிகளை கதாநாயகன் தோரணையில் கண்டு கழித்த கல்லூரிக்காரன் சுதந்திர மாடனின் போக்கை அதிகபட்சமாக கருதி வார்த்தைகளை ஏவி விட்டான் மாடா நீ வேலைக்காரங்கிறத மறந்துடாத எதுக்கும் ஒரு அளவு வேணும் எல்லாம் இவங்க கொடுக்கிற இலக்காரம் நரிக்கு நாட்டரம அனல் பிழவாக உன்ன நான் பெத்ததால இந்த வீட்டுல வச்சிருக்கேன் இவன பெறாம பெத்த பிள்ளை இவனையளக்காரன் சொல்லுதா எங்க இன்னும் தடவை சொல்லு பாக்கலாம் கோடல உருவி தோல் மாலையா போறனாலயா பாரு எல்லாம் இந்த செருக்கு மக கொடுக்கிற இலக்காரா உன்னெல்லாம் பிறக்கும் வாயில நெல்ல போட்டு கொண்டிருக்கணும் செரிக்கும் மகளான அவர் மனைவி இன்றிருப்பார் நேற்று இல்லை நேற்றிருப்பார் இப்படி இருக்க இல்ல வேலைக்காரன்னு நாக்க மேல பல்ல போட்டு பேசலாமாடா நீ படிச்சவனாக்கும் முக்கானம் காக்கா மூலவி குளிச்சாலும் அது கொக்காயிடுமா ஒய்யாவோட அல்பத்தனமான புத்தி தான உனக்கு வரும் என்றாள் அன்று பாசத்தால் விம்மிய சுதந்திரமாடன் இப்போதும் விம்மி கொண்டிருந்தான் பரமசிவத்தின் வீட்டையே பாரத திருநாடாக கருதி எல்லையற்ற சுதந்திரத்தை அனுபவித்ததாக கருதிய இதே சுதந்திரமாடன் இப்போது எருமை மாட்டு கொட்டகை கருகி கொசுக்கள் அரிக்க லொக்கு என்று எருமி கொண்டிருந்தான் நாளைக்கு வருடப்பிறப்பு எப்படியும் பரமசிவ மாமாவிடம் பக்குவமாக சொல்லிவிட வேண்டும் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது நடந்ததை நினைத்தான் சென்ற பொங்கலின் போது இரவே பொங்கலிட்டு பூஜை செய்து விட்டு வயலுக்கு என்று சொன்ன பரமசிவத்தை கண்களால் எரித்து விட்டு மறுநாள் மாட்டு பொங்கல் மாடுகளை தொழுவத்தில் இருந்து புண்ணாக்கு கலந்த தொட்டியில் தண்ணீர் காட்டி அவற்றை குளிப்பாட்ட குளத்துக்கு கொண்டு போனான் ஒரு மாட்டை குளிப்பாட்டிய போது அது தற்செயலாகவோ அல்லது கூச்சத்தாலோ திமிர அதன் கொம்பு விழாவில் பட்டு இருபது அடிக்கு அப்பால் தூக்கி எறியப்பட்டான் ரத்தமில்லாத ஊமை காயம் பிடுங்கும் வழி பரமசிவம் என்றார்கள் என்றான் நாளாக சுதந்திர மாடன் இரும துவங்கினான் வர்மப்பிடி என்றார்கள் அவனால் வேலை செய்ய முடியவில்லை எழுந்தால் சுழுக்க பிடித்தது உட்கார்ந்தால் மூச்சு முட்டியது அவனால் வழக்கம் போல் அதிகாலையில் எழ முடியவில்லை மிளகாய் மூட்டைகளை தூக்கவே முடியவில்லை நரம்பு பிசி எடுக்கலாமா போட்ட எடுத்து பார்த்துடலாமா என்றான் பரமசிவம் அவனை சினந்து பார்த்து கொண்டே அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது ஓ மனசுதான் பீதியில இருக்கு சரியாயிடும் என்றார் சரியாகவில்லை சுதந்திரமான இருமல் நாட்டின் பிரச்சனைகளைப் போல நாளுக்கு நாள் வளர்ந்தது வைரம் பாய்ந்த அவன் உடம்பு கரியார் நரித்த பூவரசம் மரம் போல் ஆகியது நெஞ்செலும்புகள் வெளியே வர துடித்தன கண்கள் உள்ளே போக முயன்றன இரும்பும் லேசாக இரத்தம் வர துவங்கியது ஆரம்பத்திலேயே கவனிச்சிருக்கலாம் மேல ஆகுமே என்று யோசித்த பரமசிவம் தற்செயலாக வெளியூரிலிருந்து வந்த இன்னொரு பனிரெண்டு வயது அனாதை பயலை வீட்டுக்கு கொண்டு வந்து விளக்கேற்ற சொன்னவுடன் சுதந்திரமாடனை விடவும் முடியாமல் தொடவும் முடியாமல் விலகவும் முடியாமல் அவனை விளக்குவதற்கு சூழ்நிலைகளை உருவாக்கினார் சுதந்திரமாடனின் கண்ணைதிரிலேயே புது வேலைக்கார பையனை போதாத பார்த்து பிரியாணி சாப்பிட்டு வயலுக்கு போகாட்டா என்ன அர்த்தம் பாசாங்கக்கும் அளவு வேணாமா என்றாள் பழைய சுதந்திர கோளாறில் அல்லது உரிமையில் கல்லூரி காரனை கிருஷ்ணா உனக்கு இந்த சட்டம் நல்லா இல்லடா என்று சுதந்திரன் மாடன் சொன்ன போது நான் என்ன உன்ன மாதிரி வேலைக்காரனா கண்டத போடுறதுக்கு என்றான் அந்த கிருஷ்ணன் இதை கேட்டுக்கொண்டிருந்த பரமசிவம் இரண்டு வயதில் மனைவி வேண்டும் என்று நினைக்காமல் உழைப்பு உழைப்பு என்று சொல்லாமல் செயலில் காட்டியவன் இன்றும் எளிமிக் குடலை வாய்க்கு கொண்டு வரும் வெள்ளை சளி குங்கு மயச்சல் எம்மா என்ற வார்த்தை பிளிரல்கள் எனக்காம இந்த ரத்தோ என்ற கத்தல்கள் எனக்கு சீக்கிரமா சாவு வர மாட்டேக்கே என்ற புலம்பல்கள் இருபது ஆண்டு கால உழைப்புக்கு ஒரேடியாய் ஓய்வு எடுக்கும் ஏழாமை பெருமூச்சு இதுதான் உலகமா என்ற ஆதங்கம் எல்லா இடத்திலையும் ஏழைகள் கரோ பிள்ளைகளோ என்ற இருமலுக்கிடையே தோன்றிய ஆராய்ச்சி சுதந்திரமாடன் இருமினான் யானை பிளறுவது போல் இருமினான் ஆந்தையின் மரண ஓலத்தை போல் இழுத்துக்கொண்டு இருமினான் பாம்புவாயில் அகப்பட்ட சாகாத தவளை போல் பள்ளியிலும் சிக்கிய பூச்சி போல் இருமலில் சிக்கி ரத்தம் சொட்ட சொிய போது பரமசிவம் வந்தார் படுத்திருந்த கோலத்தோடு வந்தார் என்னடா உன் மனசுல என்னதான் நினைப்பு நாங்கெல்லாம் தூங்கணுமா வேண்டாமா திருமதி பரமசிவம் வந்தாள் எல்லாம் நீர் கொடுக்கற இளக்காரந்தான் நாம தூங்கக்கூடாதுன்னு வார பாசாங்க இருமலு நாய குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்ச கதை இது நம்ம வீட்டுக்கும் வந்துட்டு பாருங்க சுதந்திரமான பரமசிவத்தை நாளைக்கு வருஷப்பிறப்பு சொல்லிவிட வேண்டியதுதான் என்னால நாளையில இருந்து நான் நின்னுக்குறேன் உம கையால ஒரு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கணும் பொல்லாத கணக்கு உமா சாவும் போது முன்னூறு ரூபாய் கொடுத்தேன் அந்த முன்னூறு ரூபாய் இப்ப மூவாயிரம் ரூபாய் மாதிரி நாளைக்கு கணக்கு பாத்துக்கலாம் யாரு யாருக்கு கொடுக்கணுங்கறத காலையில பேசிக்கலாம் உன்னோட பணத்துல ஒரு பைசா எனக்கு வேண்டாம் பரமசிவம் மனைவியோடு போய்விட்டார் அவனுக்கு கேட்டது ஏய் ராசதரா எழுந்துரு ராசா மாட்டுக்கு தண்ணி வயலுக்கு ஜாக்கிரதையா போடா இல்லன்னா கொஞ்ச நேரம் தூங்கு முடியாட்டா தூக்க கலக்கம் போறதுக்கு காத்தமுத்து கடையில ஒரு டீ குடிச்சிட்டு போ வெருண்டி ஆகாதுப்பா ஒரு மசாலா வடையின் இந்த முடிவுக்கு வந்தான் பரமசிவத்தின் போகும் அந்த பையனிடம் தன் கதையை பக்குவமாக சொல்லி அவனை மீட்க வேண்டும் அப்புறம் தான் அலட்சியப்படுத்திய சக விவசாய தொழிலாளிகளின் இடத்திற்கு போக வேண்டும் என்னை போல் ஆகாமல் இருக்க என்ன வழி என்று கேட்க வேண்டும் அதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் அப்புறம் இருமல் விட்ட ஒளி இத்துடன் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும் மீண்டும் அடுத்த நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திரங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் சிவிக்கு பிறந்தாக நன்றி வணக்கம்